வணக்கம் பேங்க் நிஃப்டி சார்ட் பார்க்குறோம் இது வந்து ஒரு 1 மினிட் சார்ட் தான் இந்த சார்ட்டில் என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ டெய்லி என்ன பண்ணோன்னா கேண்டிலினுடைய மூவ்மெண்ட் அனலிஸ் பண்ணும் அந்த பிரேக் அவுட் நடக்குது தான் பார்க்கும் ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் நடந்தோடனே நமக்கு இமீடியட்டாக கால் வந்து ஜெனரேட் ஆகும் கால் வரும்போது கேண்டில்னுடைய கலரை சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு ஓப்பன் ஆகும் ஸோ ஈஸியாக பார்த்தோன்னே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பை ட்ரெண்டுன்றனால நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பை அட் ஃபார்ட்டி இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேல இருக்க கிரீன் கலர் லைன் டார்கெட் லைன் ஃபர்ஸ்ட் டேரட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் நாட் ஒன் பாயிண்ட் இருக்கு செகண்ட் டாரட் அதனுடைய டபுள் கீழே இருக்கிற ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன் சோ நமக்கு தினமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட்னுடைய மூவமெண்ட் அனலைஸ் பண்ணி எப்பலாம் பிரேக் அவுட் நடக்குதோ அப்போலாம் அதாவது மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் எப்பலாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போலாம் நமக்கு கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்லேயே ஜென்ரேட் ஆகிட்டு வரும் நம்மளுடைய வேலை இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க சார்ட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடந்தோன்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும் அந்த கால்ஸை பார்த்து மேனுவலாக நீங்கள் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இதில் ஆட்டோ ட்ரேடிங்கும் ஒரு பாசிபிளான விஷயம் தான் இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி மூவ் பண்ணுது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைக்கால் ஜென்ரேட் ஆன பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மொமெண்ட்டம் கொடுத்துச்சு ஃபைனலாக நமக்கு இப்போதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிருக்கு அதாவது ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூவமெண்ட் வந்து கொடுத்துருக்கு நாங்கள் எப்போயும் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட் டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு மன்தெண்டில் பார்க்கும்போது நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸில் வந்து நிற்க முடியும் செகண்ட் டாரெட் ஒரு ஆப்ஷனலாக தரும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம் இது ஒரு அவுட் ஆஃப் த மணி தான் பார்க்குறோம் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது நமக்கு டூ நாட் ஃபோரில் பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டார்ட்டாக அச்சீவ் பண்ணும்போது டூ ஃபார்ட்டி ரேஞ்ச்கிட்ட மார்க்கெட் வந்து போயிருக்கு ஸோ ஒரு டேரக்டாக ஒரு ஆப்ஷன் சாட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணா வாட்ஸ்அப்பில் ஹே இன் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ